பாடப்புத்தகத்தில் மாணவர்களுக்கு வர்ணாசிரம கோட்பாடு புறட்சியலாளர் என்ன அம்பேத்கரு ஐயா அப்துல்கலாம் போன்றவர்கள்லாம் இந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் என்று பாட புத்தகத்தில் இருக்குதுன்னு கேட்கும்போது உங்களுக்கு கோவம் வருதா வரல அந்த கோவை எனக்கு வருமா வருது இப்போ அந்த பாட ஒரு காலத்து வரும்போது நாங்கள் கொளுத்துவோங்கிறோம் அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை கொளுத்துவோம்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதான்னு அவர் ஒத்துக்கிறாங்க இல்லை ஐயா எச் ராஜாவுக்கு ஒன்று சொல்கிற நீங்கள் ஒன்றுதான் சொல்லத் தோணுது உங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா கவனமாக தான் பேசணும் அது மாதிரி உங்களுடைய தலைவர் நாட்டை ஆளுகிற மதிப்பிற்குரிய ஐயா பிரதமர் மோடி அவர்களோடவே நாங்கள் சண்டைப்படுறோம் அவருக்கு குருவாக இருக்கிற நாக்பூரில் இருக்கிற தலைமை பீடத்தோடு நாங்கள் மோதுகிறோம் நீங்கள் எம்மாத்துறோம் நீங்கள்ல உங்க அப்பாவுக்கு அப்பா வந்தா கூட என்னை ஒன்று கீவி